அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோஹிலர் கலைச்செல்வி பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தனுசு லக்னத்துக்கு உண்டான குணங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது பொதுவான பலன்தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க அந்த லக்னத்துலேருந்து அந்த குரு பகவான் எங்கே எந்தெந்த வீட்டுக்கு வந்தார்னா என்ன பலன் அப்படின்றது ஜென்ரலாக பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ தனுசு லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே அவங்களுடைய குணங்களை வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம் ரொம்ப மென்மையான குணம்தான் அனுசரிச்சு போய்ப்பாங்க வில் பவரா இருப்பாங்க இந்த பேரு அந்தஸ்து கௌரவம் எல்லாமே கிடைக்கும் ஏன்னா காலச்சக்கரத்துக்கு படி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் வந்து தனுசு வீடு அப்ப அனைத்து விதமான பாகியங்களும் செல்வங்களும் எங்களுக்கு வந்து சேரும் கண்டிப்பா வந்து லக்னத்தில் குரு இருக்கிறவங்க ஒரு ஹையர் லெவலில் ஒரு ஆஃபீஸராக இருப்பாங்க கவர்மெண்ட் ஜாப்பில் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா குரு மட்டும் பார்த்து நம்ம சொல்ல முடியாது மற்ற கிரகங்களையும் பார்க்கணும் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாபில் இருப்பாங்க ஒரு ஹையர் லெவல் பொசிஷனில் இருப்பாங்க ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும் சரி ஹையர் லெவலில் இருப்பாங்க அதாவது பேர் மரியாதை அந்தஸ்து கௌரவம் இது அதிகமாக இருக்கும் தனித்தன்மை இருக்கும் இவங்ககிட்ட எப்பவுமே சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க இருப்பாங்க ஏன்னா எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஆராய்ந்து ஆராய்ந்து பார்த்து தான் ஒரு முடிவு ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும் இவங்களுக்கு ஆன்மீக விஷயம் வந்து இந்த தெரிஞ்சிக்க கூடிய அமைப்பு வந்து இவங்க கிட்ட இயல்பாவே இருக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஷேர் பண்ணிப்பாங்க மற்றவங்களையும் உயர்த்தக்கூடிய தன்மை வந்து இந்த தனுசு லக்னக்காரங்களுக்கு இருக்கு இயல்பாவே எப்படி உயர்த்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பணம் கொடுத்து உயர்த்துவது இல்லை சில விஷயங்கள் ஷேர் பண்றது அதாவது நான் எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தேன் எப்படி ஷைன் பண்ணேன் நீங்க இந்த ஃபீல்டுக்குள்ள வரலாம் கண்டிப்பாக ஷைன் பண்ணலாம் அப்படின்றது ஒரு ரூட்டு காட்டுறது அந்த விஷயங்கள் வந்து தனுசு லக்னக்காரங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க மற்றவங்களையும் உயர்த்தக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய பேச்சு இருக்கும் அதே மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க அதே மாதிரி சிக்கனவாதியும் கூட அவங்க தனுசு லக்னக்காரங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சிக்கனவாதியாகவும் இருப்பாங்க அதே மாதிரி நல்ல தனித்தன்மை அவங்களுக்கு இருக்கும் சம்திங் ஸ்பெஷல் இவங்க அப்படின்னு அந்த குரூப்லேயே வந்து அவங்களை ஹைலைட்டாக சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து அவங்க குடும்பத்தையும் நல்லா பார்த்துப்பாங்க பொதுவாக மக்கள்கிட்ட வெளியே பேசும்போதும் சரி நல்லா ஒரு அட்ராக்ட் பண்ணுவாங்க அனுசரித்து போயிடுவாங்க சில பேர் கொஞ்சம் ஹார்ஷாக பேசுகிறாங்க அப்படின்னா விலகிடுவாங்க அவங்க கேரக்டர் அந்த மாதிரி தான் அப்படிங்க லக்னத்தில் குரு தான் என்ன பலன் லக்னத்தில் இருக்கவங்க அது வந்து கேந்திரத்தில் இருக்கிறவங்க உண்டான பலன் அதாவது அது ஒரு ஹம்சயோகன்னு எடுத்துக்கலாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஹையர் லெவல் ஆஃபீஸராக இருப்பாங்க அதாவது கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இவங்களுடைய டீச்சிங் லைன்ல கண்டிப்பா இருப்பாங்க ப்ரொஃபஸரா இருக்கலாம் பிரின்சிபலா இருக்கலாம் டீச்சிங் லைன்ல வந்து அவங்க ஷைன் பண்ணக்கூடிய அமைப்பு வந்து அவங்களுக்கு இயல்பாவே இந்த லக்னத்துல குரு இருக்கும் போது இருக்கு டியூஷன் கூட அட்லீஸ்ட் எதுவும் இல்ல வீட்லதான் இருக்காங்க அப்படின்னா டியூஷன் எடுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு அந்த மாதிரி வந்து இவங்களுக்கு அந்த யோகத்துக்கு உண்டான வேலை எல்லாமே செய்வாங்க இந்த லக்னத்துல குருத்தன்மை இவங்க ஊர் ஆகட்டும் இவங்களுக்குன்னு சம்திங் ஒரு விஷயம் ஸ்பெஷலா இருக்கும் ஆனா இவங்களை சொல்லி ஒரு உதாரணத்துக்கு நிறைய பேர் வந்து பேசுவாங்க அந்த அளவுக்கு வந்து தனித்தன்மை படிச்சவங்க அவங்க படிச்சவங்க அடுத்தது இரண்டாம் இடம் அப்படின்றது வந்து மகர வீட்டுல குரு வந்தாருன்னு என்ன பலன் நீச்சம் ஆயிடுறாரு அந்த இடத்துல வந்து நீச்ச குருவா மாறுறாரு அப்ப நீச்சம் பெற்றாருன்னா சில மைனஸ் இருக்கு நீச்ச பங்கமானா அது வேற பலன் ஆனா நீச்சத்துக்கு மட்டுந்தான இப்ப சொல்றேன் குரு வந்து அந்த வீட்டுக்கு வந்து நீச்சம் ஆயிட்டாரு அப்படின்னா வருமானம் நல்லா இருக்கும் ஆனா ரொம்ப கஷ்டப்படணும் கடின உழைப்பு வச்சுதான் வந்து அவங்க ஷைன் பண்ணி வர மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி படிப்பு வந்து கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படும் படிக்கும்போது சிறு வயசுல இருந்து படிக்கும் போது கொஞ்சம் ஏற்படும் குரு நீச்சம் ஆயிடுச்சு அவங்களுக்கு குரு நீச்சம் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மகர வீட்டுல குரு இருந்தாருன்னா இந்த பழங்கள் எல்லாம் கொடுக்கும் ஆன்மீக நாட்டம் ஆன்மீக சிந்தனை எல்லாம் கொடுக்கும் அது மூலியமா அவங்க வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியா வந்து மேன்மைக்கு வந்துருவாங்க அவங்களுக்கு ஒரு முப்பது வயசுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கும் இந்த மகர வீட்டுல குரு இருக்கிறவங்களுக்கு அதுக்கு முன்பு வந்து ரொம்ப கஷ்டத்தை தான் அவங்க பார்ப்பாங்க கும்ப வீட்டுக்கு கும்ப வீட்டுக்கு குரு வந்தாருன்னா மிகப்பெரிய ஒரு யோகங்க அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் மூன்றாம் இடம்ன்றது வச்சுக்கலாம் இருந்தாலுமே காலச்சக்கரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடம் பதினோராம் இடம் லாபஸ்தானம் பதினோராம் இடம் லாபஸ்தானத்துக்கு வந்து குரு வரா காலச்சக்கரத்துக்கு அப்படின்னாவே நிறைய அவங்க பிசினஸ்ல வந்து லாபங்கள் அதிகமா ஈட்டுவாங்க எந்த பிசினஸ் இருந்தாலும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணுவாங்க அதிகமா இருக்கும் சிந்த கிளியரா முடிவெடுக்கிறது கிளியரா முடிவெடுப்பாங்க யோசிப்பாங்க ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி வின் பண்ணிட்டு தான் வருவாங்க அந்த கும்ப வீட்டுல குரு இருந்தாருன்னா இந்த பலன் அடுத்து நாலாம் இடம் மீன வீட்டுல குரு இருந்தாருன்னா என்ன பலன் மீன வீட்டுல தன் வீட்லயே வந்து உட்கார்றாரு குரு அப்புறம் வீட்டுல உட்காரும் போது நாலாம் இடம்னா சுகஸ்தானம் வண்டி வீடு வாகன யோங்களை குறிக்கிது சுகபோக வாழ்க்கையில எல்லாமே சுலபமா கிடைச்சிரும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து இயல்பாக இருந்தே வந்து அந்த அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அதிகம் நாலாம் இடத்துல இருக்கும்போது இப்ப மேஷத்துல குரு இருக்கும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மில்டரியில போலீஸ் ஆஃபீஸரா இருக்கலாம் அதே மாதிரி ஸ்கூல் டீச்சரா இருக்கலாம் அந்த மாதிரி வந்து ஒரு பாதுகாப்பு ஒரு குடும்பத்துக்கே அவங்க தான் மெயின் பாதுகாப்பா இருக்கிற மாதிரி ஒரு பேக் போன் மாதிரி அவங்க இருப்பாங்க ரிஷபத்துக்கு குரு வந்துடுறாரு ஆறாம் இடத்துக்கு போறதுனால அது சுக்கரன் வீட்டுல குரு வர்றாரு அப்படின்னா தேவையில்லாத குழப்பங்கள் பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்கு இதெல்லாம் கண்டிப்பா வரும் அது அவங்க பேஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா லக்னாதிபதி ஆறாம் இடத்துக்கு கண்டிப்பா இந்த பிரச்சனை எல்லாமே வரும் அதெல்லாம் அவங்க கரெக்டா பார்த்து கொண்டு போயிருவாங்க இருந்தாலும் அந்த சிக்கல்கள் இருக்கு மிதன வீட்டுக்கு குரு வந்தாருன்னா என்ன பலன் புதனே மிகப்பெரிய புத்திசாலி புத்தி கூர்மை அதிகம் குருவும் அதே மாதிரிதான் டீச்சிங் லெவலில் அவங்க சூப்பர் அவங்க ஆன்மீகத்திலயும் சரி ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலா இருப்பாங்க அதே மாதிரி குரு வந்து அந்த புதன் வீட்டுக்கு போகும்போது ஏழாம் இடத்த களத்தலத்துக்கு போகும்போது இவங்க மனைவி வந்து ஒரு நல்ல ஒரு அறிவாற்றலா ரொம்ப எப்படி சொல்ற ரொம்ப தைரியமான ஒரு பெண்மணியா இல்ல தைரியமான ஒரு ஆணா இருக்கட்டும் ஒரு பெண் பாக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு ஆணா இருந்தாலும் சரி கலத்திரத்தை குறிக்குது கணவன் மனைவி இவங்க தனுசு லகனக்காரங்க மனைவியா இருந்தா கணவரை குறிக்கும் கணவரா இருந்தா மனைவியை குறிக்கும் மனைவியா இருந்தா கணவரை குறிக்கும் கணவரா இருந்தா மனைவி குறிக்கும் இந்த மாதிரி வந்து ஏழாம் கலத்திரஸ்தானத்தை நம்ம பார்க்கும்போது குரு வந்து புதன் வீட்டுக்கு போகும்போது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்குங்க தன் மனைவி மூலியமா யோகத்தை கொடுக்கும் தன் கணவர் மூலிமாவும் யோகத்தை கொடுக்கும் ஒரு கத்தை இவங்களை விட ரொம்ப புத்திசாலின்னு சொல்லலாம் கேல்குலேட்டிவ் மைண்டா இருப்பாங்க அதே வந்து குரு எட்டாம் இடத்துக்கு அந்த கடகத்துக்கு வந்து உச்சம் பெற்ற அது உச்சம் பெற்ற கிரகம் வந்து குரு உக்காரும் சந்திரன் வீட்டுல மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அந்த வீட்டுல சந்திரன் மிகப்பெரிய ஒரு யோகம் ஆனா எயித்து பிளேஸ்க்கு வந்துட்டாரு இருந்தாலும் எட்டாம் இடத்துல உச்சம் பெறும் போது மாறுது ரொம்ப அருமையா இருக்கும் வாழ்க்கையில உடல் ரீதியான பாதிப்பு மன ரீதியான விஷயங்கள் வந்து அவங்க பாத்துக்கணும் அதே மாதிரி சிம்ம வீட்டுக்கு வராரு குரு அப்படின்னா கண்டிப்பா அரசு உத்தியோகத்துல இருப்பாங்க அவங்களுடைய வேலைய கரெக்டா கிளியரா நீட்டா பண்ணக்கூடிய ஆட்களா இருப்பாங்க ஒரு ஹையர் லெவல் ஆஃபீஸராக இருப்பாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா குரு வந்து சூரியன் வீட்டில் இருக்கிறதுனால இந்த பலன் அடுத்தது கன்னி வீட்டுக்கு வராரு குரு பகவான் கன்னி வீட்டுக்கு என்ன பலன் அதுவும் புதனுடைய வீடு அதுவும் புதனுடைய வீடு அந்த புதன் வீட்டுக்கு வரும்போது அக்கௌண்ட்ஸ் நாலேஜ்லாம் அதிகமாக இருக்கும் ஆடிட்டிங் பண்ணுறது சிஏ பண்ணுவாங்க ஐசி பண்ணுவாங்க இந்த மாதிரி இதில் வந்து ரொம்ப அதிகமாக நாட்டம் இருக்கும் ஆடிட்டிங் பண்ணுறதுல ரொம்ப அதிகமாக நாட்டம் இருக்கும் பேங்க் டிபார்ட்மெண்ட்டு இந்த மாதிரி ஃபீல்டில் அவங்க இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி துலாம்க்கு துலாம்க்கு வந்து வராங்க குரு பகவான் துலாம் வீட்டில் குரு பகவான் வந்தாருன்னா என்ன பலன் குரு குரு வரும்போது அவங்க லைஃப் வந்து ரொம்ப அற்புதமாக ஜாலியாக ஹாப்பியாக வச்சுக்கணுன்னு நினைப்பாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் ஏன்னா சுக்கரன்னாவே நல்ல ஆடம்பரம் அதனால் ஆடம்பரத்துக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க அவங்களோட ஃபீல்டுக்கு அவங்க வந்து தனித்தன்மையா தனித்திறமையா காட்டணும்னு நினைச்சு அவங்க ஷைன் பண்ணி அவங்க லைஃப்ல வருவாங்க துலாம்ல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விருச்சக வீட்டுக்கு விருச்சக வீட்டுக்கு குரு வரும்போது பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு அப்ப கண்டிப்பா வந்து வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிறது வெளி மாநிலத்தில் சம்பாதிக்கிறது வெளியூருக்கு போய் சம்பாதிக்கிறது அதாவது உள்ளூர்ல எல்லாமே வெளியூருக்கு போனாங்கன்னா அவங்க லைஃப் நல்லா இருக்கும் ரொம்ப சூப்பலாம் பன்னெண்டாம் இடம் மறைவு தான் மறைவுல இருந்தாலுமே குரு அங்க இருக்கிறாரு அப்படின்னா அவரோட பார்வைகளும் இருக்கு இல்லைங்களா ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த இடத்தான் பார்க்கறதுனால அது மிகப்பெரிய ஒரு யோகமா மாறும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவென் எனப்பே கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்